சக்கர வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து பால் வந்து நான் வெது வந்து காசு வச்சுருக்கேன் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு மாதிரி நல்லா பேசிஞ்சிக்கலாம் பால் வந்து ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் லைட்டாக வாம்மாக இருந்தால் போதும் நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுவோம்ல அது மாதிரி பேசிஞ்சிக்கலாம் இதில் இன்னொரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கோம்ல அதை வந்து நான் இதோட சேர்த்துறேன் பெண்ணெ சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு வந்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வந்து இருக்கட்டும் அடுத்தது வந்து நம்ம பன்கொள்ள வைக்கிற கோகோனட் ஸ்டஃபிங் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் வந்து நான் இந்த திருவண்ணா தேங்காய் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதை உள்ளே சேர்த்துறேன் ஒரு கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் வந்து திராட்சை வந்து எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துறேன் இது வந்து கேக்குக்கெல்லாம் நம்ம மேலே வைப்போம்ல அந்த செடி தான் இது அதையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதோடு சேர்த்துக்கிறேன் பவுடர் பண்ண சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கூடவே வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம பண்ணுக்கு வந்து மாவு பிசிஞ்சு வச்சிருந்தில்ல அதை பார்க்கலாம் நம்ம மாவு போட்டுறதோட டபுளாக வந்திருக்கும் நல்லா புஸ் வந்துருக்கு மாவு கோகோனட் பண்ணு பார்த்தீங்கன்னா நான் இந்த டீண்டை தான் வந்து செய்ய போகிறேன் இந்த சைஸுக்கு வந்து மாவு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெண்டாக எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா திரட்டிடலாம் இந்த டீல வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஊத்திறேன் இத நல்லா வந்து பிரஷ் பண்ணிடலாம் நெய் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்ப தரட்டி வச்சிருக்கிறது வந்து கீழ வச்சிரலாம் மாதிரி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் இப்ப இதுக்குள்ள இந்த கோகோனட் ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சிடலாம் ரொட்டாச்சே கொஞ்ச நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேல வந்து இன்னொரு லேயர் வந்து நம்ம தட்டி வச்சிருக்கோம்ல இத வந்து மேல வச்சிரலாம் மேல வச்சிட்டு இந்த コーனர்ல வந்து நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க சோ இது மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் ஓபன் ஆகாது உள்ளர்க்கிறது இது மாதிரி எடுத்து இது உள்ள நல்லா இப்படி சுத்தி விட்டுருங்க நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும் இல்லைன்னா வந்து ஓப்பன் ஆயிடும் இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் தான் வந்து பேக் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் உள்ளே சால்ட் போட்டிருக்கேன் சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் மேலே மூடி போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா சூடாகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு உள்ளே பார்த்தா நல்லா சூடாக இருக்குது இப்போ உள்ளே வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி இல்லைனா தேர்ட்டி மினிட்ஸுக்கு வந்து லோ ஹீட்டில் வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் மேலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஆரட்டும் அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ எடுத்துடலாம் வெளியே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மேலே இப்போ கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக வந்து அந்த ஃபீல்லிங் வந்துருக்கு மேலே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இந்த கோகோனட் பன் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு இப்போ வந்து சூப்பர் சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் கோகனட் பன் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி